அனுப்பிர் கவர் தன்னுடைய கூட கூட்டு போற நாட்கள் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது அமிர்பல ஆசிரதி இல்லாவுடைய மகன் கொஞ்சம் பெரிய ஆள வளர்ந்துருந்தாங்க வளர்ந்ததுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆளோட ஒரு குதிரை போட்டி வைக்கணும்ட்டு அமிர்பல ஆசுவதி மகனுக்கு ஒரு ஆசை உடனே திபுத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் அழைச்சி குதிரை போட்டியினாங்க நடத்துறாங்க அந்த குதிரை போட்டியில கவர்னருடைய மகன் தோத்துர்ற அமர்ந்த சாட்டை ஒரே அடி நீ எப்படி குதிரையடி வேக மாட்டா ஒரு கவர்னருடைய தெரியாதா பொறுமையடி போயிருக்க வேண்டாம் ஒரே அடி அடிச்சு இந்த மகனால ஒன்னும் செய்ய முடியலோடது உமர்ரதிலான் முறையிடுறாங்க உமர்ரதி உடனே கடிதம் எழுதுறாங்க இன்னைக்குள்ள நீங்க உங்க மகனுக்கு மதினாவுக்கு வந்துரும் அமிருல ஆசிரியில் அவசரமாக தீவிரமாக தன்னுடைய குதிரைப்படையோட நேரம் மதினாவுக்கு வாராங்க மதினாவுக்கு வந்த உடனே அந்த தோத்து போன ஜெயிச்சு போன அந்த நபரையும் அமர்வதி இல்லாவுக்கு தரா அழைத்து சொல்றாங்க சாட்ட அமிரதி இல்லாளுடைய மக உன்ன எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி அவரை நீ அடி நம்ம செய்வோம்மா நம்ம குடும்பத்துல ஒருத்தவன் தப்பு பண்ணு சொன்னா அந்த தப்ப எப்படி எல்லாம் மூடி மறைச்சி மொழுவனுமோ அப்படி எல்லாம் மூடி மறைச்சி மொழுவீ ஒரு டேக்கா காமிச்சு அப்படி ஓடி போயிருவோம் அப்படி தானே அடிங்க அவங்க யோசிக்கிறாங்க இதே தண்டனை தான் நான் கொடுத்திருப்பேன் என்று உமரதில்லான் சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை பதிவு செஞ்சாங்க என்ன தெரியுமா அமர்மல் ஆஸ் உங்களுடைய பதவியை நீங்கள் தவறாக பயன்படுத்தி விட்டீர்கள் உங்கள் மகன் தவறாக பயன்படுத்தி விட்டார் இந்த உலகத்தில் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகனை சுகந்திரமானவனாகத்தான் பெற்றெடுக்கின்றார் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளரை அழைத்து கண்டிக்கின்றார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களை போன்று தனி மனித உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது என்பதை நாம் வழங்கிக்